என்ன சுபி தினமா ஒரு ட்டி சின்ன ரெண்டு பேரும் அப்படியே படுத்து கிடக்குறீங்க ஸ்கூலுக்கு போலயோ லேட்டாவுலயோ அம்மா உனக்கு ஒரு நாளா தான் லீவு கொடுத்துருக்கு அதுல ஸ்கூலுக்கு போ சொல்ற என்ன டீ உனக்கு என்ன நாள்னு தெரியும்ல அம்மா வீட்ல இருக்குற உனக்கே தெரியும் அதுக்கு என்ன நானே ஸ்கூலுக்கு போறங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு சுதந்திர தினம்නේ போனா என்ன 5 பைசா முட்டை கொடுப்பாங்க அதற்கா உனக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ண சொல்றியா ஓஹோ முக்கியமான என்ன தெரியுமா முதல்ல ஏய் என்ன நக்கله விளையாட வேண்டிய விஷயத்தால தான் VLAN. அம்மா இப்ப அவன் என்ன தப்பா சொல்லிட்டானே அடிக்கிற. ஏன்டி மூத்த குறங்கு உங்களுக்கு தப்பு என்னன்னு தெரியல. நீங்களே சொல்லி குத்தலடி.ங்களே சொல்லணும். இதுதான் சரி இதுதான் சரின்னு சொல்லி வளக்க தெரிஞ்சங்களுக்கு இந்த தப்பை இன்னைக்குமே பண்ணிடாதீங்கன்னு சொல்லி வளக்க தவறிட்டோம். இங்க என்ன அடிவாங்கனதுக்கு செவனே ஸ்கூலுக்கு போய் ஆடு முட்டை வாங்கித் தின்னணும்ன்றதக்கலாம். இதில் சொல்லி குத்த லட்டி இந்த காலத்தில் சுதந்திர தினம் அப்படி ஆகி போயிடுச்சு சுதந்திர தினம்னா லீவு அன்னைக்கு முட்டாய் திங்கலாம் டிவியில் சிறப்பு நிகழ்ச்சி பார்க்கலாம் புதுப்படம் போடுவான் தேட்டரில் புதுப்படம் வந்திருக்கும் பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு சுதந்திர தினம்னா ஞாபகத்து வருது லட்டி ஏம்மா ஒரு லீவை வீட்டிலே இருந்து என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சது தப்பாம்மா லீவை என்ஜாய் பண்ணுறதுல தப்பே இல்லை டி உங்களை மாதிரி சின்ன பசங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதும் எங்கள் மாதிரி பெரியவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறதும் சகஜ தான் டி எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுங்க எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் இந்த சுதந்திர தினம் குடியரசு தினம்னு வரும்போது ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்களா ஸ்கூலுக்கு போய் தேசிய கொடிக்கு மரியாதை வச்சுட்டு இனிப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் அடுத்த உங்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு வரணும் டி அதுதான் நல்ல பழக்கம் எவ்வளோ கோபிட்றா பின்ன என்ன மக்களே நம்ம இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரமாகவும் இவ்வளோ உரிமைகளோடயே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு ரத்தம் செஞ்சு அப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சுகபோகமாக வாழ்கிறோம் மக்களே ஏம்மா இதெல்லாம் நாங்களும் இல்லாமல் படிச்சுருக்கோம் எங்களுக்கும் தெரியுமா இது மறக்காத அப்படி இல்லட்டி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுற விஷயம் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறதுனா நம்ம சுதந்திர கதைகளை கேட்கும்போது வெறும் கேள்வி ஞானமாக இல்லாமல் அந்த காலத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிற இதற்கு பரட்டி அதை நம்ம மனசில் ஆழமாக பதியும் ஏம்மா இப்போ இந்த ஏதோ ஒரு வகையில் போராடுறாங்க ஏன் அப்போ போராடினவங்களுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஏட்டி இப்போ போராடுறவங்களில் இருபது சதவீதம் பேர் தான் டி உண்மையாக போராடுறாங்க நம்ம நாடு எந்த வகையிலையும் சீரஞ்சு போயிடக்கூடாதுன்னு அப்படி போராடுறவங்களுக்கும் மக்கள் முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல டீ ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்காங்க நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் நம்ம தலையிட தேவையில்லைன்னு போயிட்ருக்காங்க டீ மீதி எண்பது சதவீத பேரோட போராட்டம் மீடியாக்காரவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் தான் டீ கணக்கு காமிச்சிட்டு அவங்க வேலை ஒன்று வெட்டி ஒன்றுன்னு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி யாரும் போராடில்ல டீ ஒவ்வொரு குடும்பமும் வீதியில் வந்து போராடினுச்சு நம்ம நாட்டுக்காக தானே நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக தானே அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமும் வீதியில் வந்து போராடினுச்சு இதனால் பாதி பேர் சொந்த பந்தத்தை சொத்து சுக தேர்ந்தாங்க கை காய்கற இழந்தாங்க அப்படி இருந்து நாட்டுக்காக பண்ணுறோங்கிற திருப்தியில எல்லாம் பண்ணாங்க டீ என்ன இப்போ யாரும் அவங்க மாதிரி இல்லையா கொஞ்சம் பேர் இருக்காங்க மக்களே ஆனால் முக்கால்வாசி பேர் பொதுநலத்தோடு சிந்திக்காமல் சுயநலமாக நடந்துக்கிறதுனால அந்த கொஞ்சம் பேரும் காணாமல் போயிடுறாங்க அப்போ உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி இந்த காலத்தில் உள்ளவங்க யாராலும் வர முடியாது வர முடியாட்டாலும் அந்த காலத்தில் எல்லாத்தையும் இழந்தாங்களே நாட்டுக்காக அவங்கள அந்த ஒரு நாளாவது நம்ம நினச்சி பார்த்து மனசார நன்றி சொல்லணுமா இல்லையா அதுக்கு தான் நான் அவங்கள போய் கொடிக்கு வணக்கம் செலுத்திட்டு நன்றி சொல்லிவிட்டு வாங்கன்னு நான் உங்களை திட்டினது இப்போதாம்மா எனக்கு எல்லாம் புரியுது இத்தனை வருஷமும் வந்து அதோட அருமை தெரியாமல் இருந்துட்டோமேனு உண்மையிலேயே நான் வைக்கப்படுறேம்மா ஆமாம்மா இப்போதாம்மா எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது நம்மளால் நாட்டுக்காக போராட முடியலைனாலும் நாட்டுக்காக போராடினவங்கள இந்த மாதிரி நாட்களில் ஞாபகம் வச்சு மனதாரம் நன்றி செலுத்திட்டு அவங்களால ஏற்பட்ட நன்மைகளை நமக்கு தெரிஞ்சவங்கள்ட சொல்கிறது மூலமாக தான் அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தின மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷ மக்களே இந்த மாதிரி செயலை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அம்மா, போக்கூடிய இருக்க கொடியேத்திருப்பாங்க அங்க நின்று மரியாதை செலுத்தலாம் இந்த மாதிரி பல இடங்கள்ல மரியாதை செலுத்தலாம் மக்களை உண்மையா நாட்டுப்பட்டு இருந்து இந்த தியாகத்தை எல்லாம் உணர்ந்தவங்க கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க மக்களை அம்மா நீ நாவல்ல இல்ல போறது இல்ல அவளோவா சோன்றதன குறையதுன வரப் பேலா கொடிக்கு நீ எங்க போய் வணக்கம் வச்சி மரியாதை செலுத்துவ அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மக்களே வீட்ல அன்னைக்கி டிவில கொடி ஏற்ற நிகழ்ச்சி எல்லாம் போடுவாங்கல நான் அப்ப டிவியை பார்த்து கொடிய பார்த்துட்டேன் அப்படினா அங்க கொடிக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செலுத்திட்டத மர்வேல பாப்ப மக்களே அப்படி அம்மா இத날 வரைக்கும் இதோட முக்கியத்துவம் தெரியாம இருந்திட்டேம்மா தெரியமாங்க முதவேளைய ஸ்கூலுக்கு கிளம்பறோம் ஆமாம்மா பையிட்ட ஓடி வந்தறோம் ரொம்ப நல்லது மக்களே தந்திரத்தை காத்தனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி